குருவே சரணம் வணக்கம் இது மாதிரி நான் சஞ்சீவினி வாங்கி சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு முதுகு வலி பயங்கரமாக இருந்துச்சு காலங்காத்தில் இழலான்னு நினச்சா எழும்போது எழவே முடியாது பயங்கரமாக வலிச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி சஞ்சீவினி பற்றி கேள்விப்பட்டேன் அப்புறம் அதை ஆர்டர் பண்ணி வாங்கி மூணு நாள் தான் எடுத்துக்கிட்டேன் நாலாவது நாள் எழும்போது அந்த பெயின் சுத்தமாக இல்லை ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சு நன்றி அண்ணா நன்றி இது கெட்டு எல்லாமே கெட்டுரும் இது சாப்பா இல்ல அப்படின்னா மொத்தமும் போயிடும் என்னத்தையும் ஏதோ பண்ணிட்டு இருப்பீங்க ஏதோ போயி சாப்பிடுற ஏதோ தூங்குறேன் உங்களுடைய உயிராட்டல் மொத்தமும் உச்சிக்கு ஏறும் ஞானத்துக்கு சாப்பாடு என்ன தெரியுமா விந்துதான் பெண்களுக்கு சிரோணிதம் ஞானத்துக்கு சாப்பாடு என்ன இந்து சக்தி தான் உயிரணுக்கள் தான் அதை சாப்பிட்டு பிரகாசம் அடையுது அது கண்டுபிடிச்சதுதான் சஞ்சீவினி எவ்வளவு தெளிவா வச்சிருக்காங்க வல்லல் பெருமானோட வல்லல் பெருமானும் கொடுத்த மிக்ஸ் பண்ணி ராவணனோட பார்முலாவை கலந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் கொடுத்துடும் அது பேரு தான் சஞ்சீவினியோட முதல் வேலையை என்ன பண்ண ஓபனா சொல்ல மாட்டாங்க புரிஞ்சுக்கணும் உயிரணுக்களை அதிகப்படுத்துகிற ஒண்ணும் அணுக்களை அதிகப்படுத்துற மருந்து அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் சைனஸ் சரியாக சரியாக சரியாக பிசிஓடி சரியாக காரணம் என்னன்னா உயிரணுக்கள் உங்ககிட்ட இல்ல உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியே போய் எந்த பிரச்சனையும் சரி பண்ண உங்களுக்கு அவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தி கிடையாது அப்ப இது என்ன பண்ணுது உயிரணுக்களை அதிகப்படுத்தும் போது உயிரணுக்கள் அதிகமான அதிக போய் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடு அம்மா சத்தியுமே வேற எந்த நோய்க்கும் கண்டுபிடிக்கல ஒரே நோக்கம் உங்களது உயிரணுக்களை அதிகப்படுத்துவதுதான் அது யோகத்துல இருக்கிறவங்க காலையில சஞ்சீவினி சாயந்திரம் வைர தேவி கம்பல்சரி சாப்பிடுவாங்க உடம்பு அப்படி மாறிடும் அப்படி மாறும் உயிரணுக்கள் அதிகமாக அதிகமாக ஷார்ப்பஸ் அவ்வளவு அதிகமாகும் உங்களுக்கு அப்படி இருக்கும் அதெல்லாம் சில நேரத்துல போதை எல்லாம் சொல்லவும் அவ்வளவு போதைக்கு கொண்டு போயிருவாங்க போதைக்கு போயிருக்கீங்க நீங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இந்த குடும்ப வாழ்க்கையில் அதிகமாக விந்துவை விரயம் செய்வதை விட குடும்ப வாழ்க்கையை பயன்படுத்துக்கணும் வேணான்னு சொல்லலை நீ இன்ஃபேக்ட் அதிகமாக பயன்படுத்தும் போது வெறுப்பு தான் கிரியேட் ஆகும் உங்களுக்கு உங்க பாட்டுக்கு தெரியுமா அந்த விஷயம் ரெண்டு பேரோட அனுமதி இல்லாமல் ரெண்டு பேரோட இன்டென்ஷன் சரி ஒரு கேட்குறாரோன்றக்காக அந்த பெண்ணோ அல்லது பையனோ உங்களுக்கு சரின்னு சொல்லும்போது அதே உங்களுக்கு பழக்கமாக மாறும்போது குடும்ப வாழ்க்கையை கெட்டுவிடும் அப்போ என்ன உங்களுக்கும் ஒரு இடைவெளி என்பது ஏற்படும் இடைவெளியினா எப்படி போட்ட இடைவெளி சண்டை போடுற இடைவெளி கிடையாது காத்திருந்து தவித்திருந்து இல்வாழ்க்கையில் சேர்றது அப்படின்னு என்னன்னு தெரியுமா காதல் அதுக்குதான் உண்மையான காதல் காத்திருந்து பவித்திருந்து இல்வாழ்க்கையில் சேரணுமா எப்படி கல்யாணம் பண்றதுக்கு தாலி கேட்டுறதுல ஒவ்வொரு நாளும் அப்படி சேரணுமா காலையில காத்திருந்து மத்தியானம் தவிச்சிருந்து இரவுல இல்வாழ்க்கையில சேரணும் அப்படி இருந்தா தான் அந்த வாழ்க்கை நிறைவு பெறும் சிறப்பாக இருக்கும்ன்றாங்க அப்ப அந்த உயிரணுக்கள் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா உங்களது வாழ்க்கையில உங்களுக்கு வேணுங்கிற பொருளாதார முன்னேற்றத்தையும் கொண்டு வரும் அது எப்படிப்பா உயிரணுக்கள் அதிகமானா எப்படி பொருளாதார முன்னேற்றம் வரும் இந்த கண்ணாடிய திருப்பினா எப்படி ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுது அப்படிதான் உங்களுக்கு தெரியும் ஆனா உண்மையாகவே கனெக்ஷன் இருக்குது அது வீரனுக்கள் அதிகமாகச்சுன்னா ரேசர் ஷார்ப்பாகும் மைண்டு மைண்டு ரேசர் ஷார்ப்பாச்சு அப்படின்னா வார்த்தைகள் க்ரிஸ்டல் கிளியராக வரும் வார்த்தைகள் கிளியராக வந்ததுன்னா வெல்லும் வார்த்தைகளாக வரும் வெல்லும் வார்த்தைகளாக வரும்போது சூரியக்கலை அதிகமாக ஓடும் சூரியக்கலை அதிகமாக ஓடி வெல்லும் வார்த்தைகள் அதிகமாக வரும்போது ஆப்போஸில் இருக்கிற பெர்சன் பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகிடுவோம் அவ்வளோதான் ரகசியம் இது மேலே உங்களுக்கு என்ன சொல்லுவோம்